நல்ல வேலைக்கு போகணும் என்னோட ஆபீசர் எனக்கு பெருசாக்கா எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஒன் மந்த் நம்ம வாங்குற சேலரி வந்து ஓட்டிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்குமே உரிய team mates should meet your apply regularly so நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம டீமேட்ஸ் எல்லாரையுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அப்ளை னா வந்து डायरेक्टली மீட் பண்ண வைக்கிறதுக்கு வந்து பாதினகா அரேஞ்ச் பண்ணனும் இது வந்து एवरी வீக் வந்து பாதினகா பண்ண நம்ம ரெகுலரா வந்து பாதினகா இந்த உரத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம என்னதா நம்ம டீமுக்கு வந்து பாதினகா நிறைய knowledge கொடுத்தாலும் சரி business காரனா நிறைய potential-ஐ வந்து நம்ம பெஸ்ட்டா கொடுப்போம் நிறைய இருக்காங்க <coughs> <coughs> எாரையுமே வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து எவ்ரி வீக்கோ அப்படி இல்லையா எதனால இந்த விஷயங்களை நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா புதுசா வர ஒவ்வொரு நபரும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கே வந்து இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இன்னும் எப்பவுமே என்னோட டீம்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நாலேஜ் நான் கொடுக்கறேன் பட் ஆனா என்ன தாண்டி என்னோட அப்ளை மூலமா வந்து நாலேஜ வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியும் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து டீம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் ஏற்படும் சோ ஒவ்வொரு பீப்புளுக்கு ஏற்க முடியும் நம்ம என்ன பண்ணணும் பண்ண வேண்டியது இருக்கும் பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெஸ்டான விஷயங்களை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து எப்பவுமே வந்து நமக்கு மேல இருக்க லீடரோட சப்போர்ட்ட வந்து வந்து மீட் நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும் இந்த பிசினஸ்ல வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் இது எல்லாருமே வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே ஈகோ இல்லாம பார்சியாலிட்டி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து ரன் பண்ணணும் இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும் ஈகோ அப்படின்னாக்கா நீ பெரியாலா நான் பெரியாலா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்குள்ள எப்பவுமே எல்லாருக்குள்ளயும் வந்து இருக்கும் பட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இது வந்து எதிரான நம்மளுக்கு வருது அப்படின்னா காம்படிஷன் உள்ள எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமா இருக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கு நம்ம தோழர்களா என்ன பண்ண பாவிக்கணும் இந்த இடத்துல பாவிச்சு நம்ம ஒவ்வொருத்தவங்க கிட்டங்க நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டே அவங்க கிட்ட இருக்க நாலேஜ் நம்ம டீமுக்கு கொடுக்கணும் பார்சியாலிட்டது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தாங்க ஒரு கண்ணுல சுமாவும் தடவ கூடாத ஒரு பழப்பொடி ஒண்ணு இருக்கு ஒரு நாலு டீம் இருக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க நாலு பிள்ளைகளையும் நம்ம ஒரே மாதிரி தான் அந்த இடத்துல ட்ரீட் பண்ணணும் மூணு பேரை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒன்று ஒரு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சோ அந்த இடத்துல சில விஷயங்கள்லாம் வரும் ஒரே மாட்டே போகலாம் உதாரணமா சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்த கட்டத்துக்கு நீங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா கூட இருக்கிற ஒவ்வொரு லீடரையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சக தோழரா மதிச்சு அவங்கள ஒரு உங்களோட ஃபேமிலி மெம்பராகவும் நீங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பராகவும் இருந்து வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நிறைய சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க அப்படின்னா நம்மளால இன்னும் என்ன பண்ண முடியும் பெஸ்டா நிறைய விஷயங்களை பண்ண முடியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கும் நம்மளுக்கு இந்த பிசினஸ்ல பண்ற ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரகிள் இருக்கும் உண்மையாவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இன்னைக்கு இருக்கும் ஸ்ட்ரகிள் இருந்துட்டு இருக்கு ஜாயின் பண்ண டே ஒன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த பிசினஸ் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ண சொல்லி சொல்றாங்க பட் என் கூடவே இருந்தாங்க அப்படின்னா இந்த பிசினஸ் எல்லாம் இன்னும் இந்த பிசினஸ் பட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு வேற ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க நான் மட்டும்தான் என்ன பண்றேன் இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா பண்ணிட்டு இருக்கேன் பின்னாடி இருந்து எனக்கு என்ன பண்றாங்க இந்த பிசினஸ் தான் எல்லா ஃப்ரீடமும் மட்டும்தான் எனக்கு கொடுத்திருக்காங்க சோ so இந்த business வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஓடிட்டு இருக்கேன். என் கூட அப்ளை செ என்னோட டீமேட்ஸ் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டா எடுத்துட்டேன். என்ன பண்ணேன் இந்த business-ல பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய problems வரும். எனக்கு வந்து கீழ இருக்க ஒவ்வொரு டீமேட்ஸோடியும் எனக்கு வர problems எல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்க அப்ளை கிட்ட தான் நான் என்ன பண்ண முடியும்? என்னோட problems எல்லாத்தியும் இமிடியேட்டா நாம வந்து பாத்தீங்கன்னா சொல்லியே ஆகணும். சோ ரெடி டு ஃபேஸ் தி problems Try to to solve the the problem immediately. Learn to challenge the challenge. மட்டும் <laughs> இடத்துல மேடம் வந்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொடுத்திருந்தாங்க ஒரு குரு பெரிய கூடு கட்டும் அந்த கூடு கலைஞ்சு அப்படின்னா மறுபடியும் அந்த கூட கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் வருதுன்னும் போது நம்ம இம்மிடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய என்ன பண்ணணும் ரெடிய <quoi> சவால்களுக்கே என்ன பண்ணலாம் நம்ம சவால் கொடுக்க முடியும் நம்மளால சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து மல்டிபிள் டாஸ்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா போன் கால்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிவி டிவியில என்ன சீரியல் வருதுன்னு பாத்துட்டே இருப்பாங்க குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னு உடனே பார்ப்பாங்க ஹஸ்பண்ட் காஃபி கேக்குறதா உடனே போட்டிட்டு இருந்து கொடுப்போம் போன் கால்ஸ் ஒருதான் பேசிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க Broad, பரந்த மனப்பான்மை விஷயத்திலயும் மனப்பான்மை வந்துடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அதிகமா கேட்டு பழகணும் இது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா இது மட்டும் தான் கிடைக்கும் இல்ல எனக்கு இதுவும் சேர்த்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இந்த விஷயமும் சேர்த்து கிடைக்கும் எதையுமே வந்து நம்ம கம்மியா இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே இருந்து திங்க் பண்ணக்கூடாது நம்ம மைண்ட் திங்கிங் தான் எப்பவுமே நம்ம பெரிதும் பெரிது கேள்வி சொல்லுவாங்க நம்மளுடைய எண்ணங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்கு நம்ம நம்ம எண்ணங்கள் என்ன நினைக்குதோ அது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரபஞ்சம் வந்து கண்டிப்பா கொடுக்கும் சோ நம்ம எதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா கேட்டு பழகணும் பெரிதலும் பெரிதுக்கே வந்து விஷயம் இருக்கு அத நீங்க கேட்டு பார்த்து அதை அடையும் போதுதான் உண்மையாவே உங்களுக்கு வந்து என்ன விஷயம் என்ன என்ன மாதிரியான ஒரு உணவு பூர்வமான ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் உண்மையாவே எனக்கு இந்த கிடைச்சிருக்கு அப்படின்னா இதெல்லாம் சும்மா கனவு கனவோட முடிஞ்சிடும் நினைச்சிருந்தேன் எனக்கு இந்த ஆக்சிஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் மூலயமா எனக்கு கிடைக்காத விஷயங்களே கிடையாது இன்னைக்கு இந்த ஆக்சிஸ்ல ஜாயின் பண்ற டே ஒன்ல இருந்து என்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷத்தோட இன்னும் ரெடியா இருக்கு கேக்குறதுக்கு நீங்க ரெடியா இருக்கு தெரி விஷயம் பைனரிப்பிட் ஒரு வராது பட் ஒரு ரிலேஷன் ஒருத்தரட் பண்ணி எல்லாரையே ரொம்ப சூப்பரா அதுக்கப்புறம் தான் வந்து ஒன் மந்த்லி கழிச்சுதான் ஒரு இன்கம் டீம் எடுத்தேன் டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணி மந்த் அந்த எனக்கு வாரம் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அவ்வளவுதான் ரெண்டு வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் நான் தொடர்ந்து பண்ணதோட வேலுதான் இன்னைக்கு மந்த்லி ஒரு தேர்ட்டி டூர்ட்டி தௌசண்ட் வந்து பெருமை ரொம்ப முக்கியம் பொறுமையா இருந்தோம் உலகத்துல வந்து முடியாதுன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே சாத்தியம்தான் எல்லாராலயும் சாத்தியம் தான் இந்த உலகத்துல முடியாதுன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி பழகாதீங்க எதுவும் முடியும் சொல்லி பழகுங்க சரிங்களா சோ வாய்ப்படுத்தா மிக்க நன்றி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே வந்து பஞ்சவந்த கிளியோட கதை தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அஹ் உலகம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட புதுசு அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகம் ஆரம்பிக்கப்பட்ட புதுசு வந்து என்ன பண்ணார்னா எல்லா பறவை இனத்திற்கும் ஒரு கிப்ட் கொடுக்கறாராம் எல்லா பறவை இனங்களுக்கும் ஒரு கிப்ட் கொடுக்கும்போது அஹ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனுக்கு வந்து குடுக்கறாராம் நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான கல ஜெல்து எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அப்ப மீன் வந்து என்ன பண்ணுதா மீன் எல்லாமே வந்து எனக்கு அவங்களுக்கு என்னென்ன கலர் தேவைப்படுதோ தேவையான கலர் எல்லாத்தையுமே காடு கிட்ட கிஃப்டா வாங்கிட்டு போயிருந்தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் உங்களுக்கு என்னென்ன கலர் தேவைப்படுதோ வந்து என்கிட்ட வாங்கிக்கணும் சொல்லிட்டு அனிமல்ஸ் கிட்ட சொல்றாராம் அனிமல்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா காட் கிட்ட போயிட்டு அதுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ தேவையானதை வாங்கிட்டு போயிடுதுங்களா தேர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேர்ட்ஸ் கிட்ட போய் சொல்றாராம் என்ன பண்ணுதான் காலையில இருந்து பறந்து பறந்து பறந்து பறந்து வரும்போது ஈவினிங் காடு கிட்ட வர்றதுக்கே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடும் பட் ஆனா இடையில அது வர தூரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காத்தடிக்குமா மழை பெய்யுமா இடி எடுக்குமா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி காடு பாக்க வரதுக்குள்ள ஈவினிங் பொழுது சாஞ்சு போதும் சாஞ்சு போன உடனே காட் கிட்ட வந்து கேட்டுதான் நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற கலர்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச கலரை கொடுங்கன்னு சொல்லி கேக்கும் போது காட் சொல்றாரா அந்த இடத்துல நீ வந்து பொழுது சாஞ்சி வந்திருக்க எல்லாருக்குமே எல்லா கலரையும் நான் வந்து பாத்தீங்கன்னா குடுத்துட்டேன் நீ வந்து கேட்கும் போது என் கிட்ட கலர் இல்லையா எல்லா கலரும் தீர்த்து போச்சுன்னு சொல்லி சொல்றாரா சோ உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயோ நான் ரொம்ப தூரம் காத்தடிச்சுது மழை அடிச்சுது இடி அடிச்சுது குளல் அடிச்சுது எல்லாத்தையும் கடந்து நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க கிட்ட கலர் வாங்கணும் காடு கிட்ட கிட்ட வாங்கியே ஆகணும்னு சொல்லி நான் வந்திருக்கேன் எனக்கு வந்து கலர் இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போதே உடனே என்ன பண்ணாரா எல்லா கலரும் காடியானோ அந்த எல்லா கலரையும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்கோம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்க எல்லா கலரையும் எடுத்து அந்த ஒரு பறவைக்கு மட்டும் எல்லா கலரையும் கலர்ஃபுல்லா கொடுத்தாராம் சோ அந்த மாதிரி எல்லா கலரையும் எடுத்து கலர்ஃபுல்லா கொடுக்கும் போது இருக்கிற எல்லா பேர்ட் இன்னைக்கு எல்லா கலரும் அந்த கிளிகிட்ட மட்டும் தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணி இடைவிடாத முயற்சியோட நீங்க எல்லாத்தையும் விட பெஸ்டான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறது உங்கள்டாகத்தோம் ஸோ தரத்து எல்லாம் வீட் பண்ணலையா தேங்க் யூ